அனைவருக்கும் வணக்கம் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு வீடு அமைது இல்ல திடீர்னு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்க அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்குண்டான அமைப்பு வந்து நான்காம் இடம் நம்மளுடைய ஜாதகம் எடுத்து பார்க்கும் போது நம்ம லக்கணத்துல இருந்து பலமா இருக்கா பலவீனமா இருக்கா சுபர்களுடைய பார்வை இருக்கா அசுபர்களுடைய மெயினா வந்து உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்க லான் போட்டிருக்கோம் உங்களோட லக்கணம் லக்கண புள்ளி வந்து எங்க உக்காண்டிருக்காருன்னு பாருங்க மேஷத்துல இருந்து மீனத்துக்குள்ளதான் உங்க லக்கணம் கண்டிப்பா இருக்கும் அந்த லக்கணத்துல இருந்து நான்காம் இடம் என்ன கிரகங்கள் உக்காந்துருக்கு அப்படின்றத பாருங்க அந்த நான்கு கூடிய கிரகம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீன லக்கணம் எடுத்துக்கலாம் மீன லக்கணத்துக்கு உண்டான மீன லக்கணத்துல இருந்து நான்காம் இடம் என்ன இடம்னு பாத்தீங்கன்னா அதுதான் சுகஸ்தானம் சொல்லுவோம் வண்டி வீடு வாகன யோகம்னு சொல்லுவோம் அந்த நான்காம் இடம்ன்றது தாய்ஸ்தானத்தையும் அது குறிக்குது அந்த நாலுக்குடிய பகவான் புதன் பகவான் அதாவது மீன லக்னம்னு சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு அந்த நாலுக்குடிய கிரகம் யாரு புதன் பகவான் அந்த புதன் வந்து எந்த இடத்துல உட்காண்டிருக்காரு அப்படின்றத பாக்கணும் இதே வந்து மேஷ லக்கணம் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இன்னொரு லக்கணம் நான் பாக்கலாம் அப்படின்னா மேஷ லக்கணம் பாக்கலாம் மேஷ லக்கணத்துல இருந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடம் சந்திரன் அந்த நாளுக்குடைய சந்திரன் எங்க உக்காண்டிருக்காரு கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா சந்திரன் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை நம்ம சந்திரன் வந்து மாறிட்டேதான் இருப்பாரு ஆனா இவருடைய ஜாதகத்துல லக்கணத்துல இருந்து எந்த இடத்துல உக்காண்டிருக்கு சந்திர பகவான் எங்க இருக்காரு எந்த நட்சத்திரத்துல உக்காண்டிருக்காரு சுபர்களுடைய பார்வைகள் இருக்கா அசுபர்களுடைய பார்வையோட இருக்கா இல்ல அசுபர்களோடைய சேர்ந்து இருக்காங்களா இல்ல தனித்து இருக்காரா சந்திரன் தனித்து பலமா இருக்காரா அப்படின்றத நம்ம பாக்கணுங்க ஜாதகம் பார்த்தா நம்ம உடனே சொல்லிடலாம் எப்ப இவங்க வீடு கட்டுவாங்க என்ன அமைப்பு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தே சொல்லிடலாம் அதே மாதிரிதான் இந்த வருடம் வந்து எப்படி இருக்கும் அந்த வீடு கட்டும் எந்த ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணக்காரங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கு அதிபதி குரு பகவான் அவரு நான்காம் இடத்துல பலம் பெறாரு அதாவது நான்காம் இடம்னா தாயோட ஸ்தானம் சுகஸ்தானம் சொல்லுவோம் தாய் ஸ்தானம் வண்டி வீடு வாகன யோகங்கள் அமையும் அதாவது புதுசா இடம் வாங்குறது திடீர் கட்டின வீடே வாங்கி லோன் போட்டு நீங்க வாங்குவீங்க சூழ்நிலை வருது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அமைப்பா தான் இருக்கும் அதாவது யோகம் இருந்தாதான் வீடு வாங்க முடியும் வண்டிகளே அமையும் அதாவது வாங்குறீங்க புதுசா வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க எல்லாம் வாங்குவீங்க போர் வீலர் வாங்குவீங்க டூ வீலர் புதுப்பிக்கிறதுக்கு அதை பண்ணுவீங்க அப்புறம் லேண்டு லேண்ட் இல்லாதவங்க கூட லேண்ட் நிலம் வாங்குவாங்க நாலாம் இடம் பலமா இருக்கு செவ்வாயும் பாக்கணும் பூமிக்காரங்களும் எப்படி இருக்காருன்னு பாக்கணும் இருந்தாலும் நாலாம் இடம் சுகஸ்தானம் இப்ப கோச்சார்படி வலுவா இருக்கிறது தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து வீடு அமையும் அதாவது கட்டின வீடா வாங்குவீங்க இருந்தது உங்களுக்கு அப்படின்னா கட்ட ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுடைய வருடத்துக்குள்ள கட்டாயம் நடக்கும் சப்போஸ் இது வரைக்கும் நடக்கல தனுசு ராசிக்காரன இப்ப இந்த ஆண்டு நடக்குங்க இதுக்குண்டான பரிகாரங்கள் வீடு கட்ட முடில அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் உங்களுக்கு கடைசியா நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா மகர ராசி மற்றும் மகர மகர லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடம் வந்து தைரிய வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் சொல்லுவோம் முயற்சிகள் மூன்றாம் இடம் அந்த முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது இந்த ஆண்டு குரு பகவான் மூன்றாம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலயமா கண்டிப்பா வந்து அவங்க கண்டிப்பா வாங்கறதுக்கான அமைப்பு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகர வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ராகுக்கேது பயிற்சி இந்த வருடம் ராகு பகவான் பாத்தீங்கன்னா இடம் நாலாம் இடத்துல வந்து ராகுபகம் உட்காந்து இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இவங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கு சொன்ன இல்லைங்களா அவங்க யார் மூலயமா வாங்க அவங்களோட சொந்த உழைப்புல வாங்கலாம் அப்படி இல்லைன்னா தாய் வழி தாய் வழி மூலியமா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மாவா கூட இருக்கலாம் இல்ல அம்மாவளி உறவு ஹெல்ப் பண்ணலாம் இல்ல நீங்க சொந்தமா நீங்க சம்பாரிச்சும் நீங்க வாங்கலாம் இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதுங்க இப்ப மிதன வீட்டுல இருந்து கரெக்டா நான்காம் இடத்தை பாக்கிறாரு சுகஸ்தானத்தை வந்து ஏழாம் பார்வையை குரு பகவான் அப்ப மிதனராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கனால நீங்க சுப செலவுகள் சுபவிரயங்கள் பண்ணிக்கலாம் ராகு கேது பயிற்சி ஆகிறதுனால பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல வந்து மிதனத்துக்கு உட்கார்றதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து வீடுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மிதன ராசி மற்றும் மிதன லக்கணக்காரங்களுக்கு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி மற்றும் மேஷ லக்கணக்காரங்களுக்கு இருக்குங்க மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷ வீட்டுக்கே ராகு பகவானராரு அதாவது உடல்நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க விரயஸ்தானத்துல வந்து இந்த வருடம் வந்து என்ன கிரகம் உக்காந்திருக்கு குரு பகவான் உட்கார்ந்திருக்காரு அப்ப சுபவரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த சுபவரையும் என்ன பண்ணுவோம் வீடு வாங்குறதோ இல்ல வீடு கட்ட கட்டக்கூடிய அமைப்போ இல்ல இடம் வாங்குறதோ கண்டிப்பா வந்து இவங்க வாங்குவாங்க மேஷ ராசி மற்றும் மேஷ லக்கணக்காரங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு சிம்ம லக்கணக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடம் அதாவது குரு பகவான் ஒன்பதாம் பாக்குறாரு நான்காம் இடத்த சுகஸ்தானத்தை பாக்குறாரு அந்த இடத்துலதான் சொன்ன வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வந்து நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்த குரு பகவான் பாக்குறதுனால சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அவருடைய அவங்களுடைய முயற்சினால கண்டிப்பா எடுப்பாங்க அதாவது இந்த முயற்சி எடுத்து அவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க அதாவது சுய முயற்சியா இருக்கும் ஒண்ணு தாய்வழி உறவு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைன்னா சுய முயற்சியா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதனால கண்டிப்பா வந்து இந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன் அதனால இவங்களுக்கு மட்டும் அந்த யோகம் இருக்கு அதிகப்படியா இருக்கு இந்த ஆண்டு அதனால கண்டிப்பா அது யூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு நம்மளுக்கு கிடைக்கல நிறைய பேர் வந்து வீடு பாத்துட்டு இருப்பீங்க செட் ஆகாது இல்ல அந்த அமைப்பே இல்லாம வாடகை வீட்டுலதான் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில முருகனை வந்து கும்பிடுங்க வீட்லயே கூட கும்பிடுங்க ஒரு நெய்தீபம் ஏத்தி அதனால எப்ப செவ்வா ஓரை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கால ஆருட்டு இயலுங்க மதியமும் வருது மத்தியம் கும்புறது சிறப்பு இல்லை காலையில் ஆறு டு ஏழு வந்து உங்களுக்கு செவ்வாய் உரை அந்த டைமில் வந்து முருகரை நினைச்சுக்கிட்டு முருகரை எந்த முருக எங்கேனாலும் சரி நீங்கள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கோங்க திருச்செந்தூராக இருக்கட்டும் பழனியாகட்டும் எங்கேனாலும் நீங்கள் வரத வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு தட்சணையை வந்து முருக முருகருக்கு வந்து எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு கிழக்கை பார்த்து நீங்கள் நெய்தீபம் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல வீடாக அமையும் உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து அப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் இடமோ இல்ல வீடோ வாங்குறது வந்து எந்த விதமான தடை இருக்காது செவ்வாய்க்கு வந்து அதிபதி முருகர் தான் செவ்வாய்னாவே முருகர் தான் அதை விட்டீங்கன்னா நைட் எட்டு டு ஒம்போது வரும் அந்த டைம்ல விலைக்கு ஏத்திக்கோங்க நெய் விலைக்கு ஏத்துங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாருக்குமே இருக்கு ஆனா ஜாதகம் பார்க்கும் போது இந்த டைம்லதான் கட்டுவாங்க இப்ப ஆரம்பிப்பாங்கன்னு டக்குன்னு சொல்லிடலாம் இது கோச்சார பழன்தான் ஆனா இதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் லக்கணப்புள்ளையும் நான் சேர்த்து சொல்றேன் நீங்க என்ன லக்னம்ன்றதை நீங்க பாருங்க ஜாதகத்துல பாக்கும்போது உங்களுக்கு என்ன திசா புத்தி உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கா அப்படின்றதையும் நீங்க பாருங்க இந்த நாலுக்குடைய திசை வரும்போது இப்ப அதாவது ஒரு மேஷ லக்னமே எடுத்துக்கலாமே மேஷ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திர திசை வருது நாலுக்குடைய நாலுக்குடையவர் வந்து யாரு சந்திர பகவான் சந்திர திசை வரும்போது கண்டிப்பா வீடு இல்லாதவங்க கண்டிப்பா வீடு அமையும் வீடு வாங்குவாங்க இல்ல இடம் வாங்குவாங்க இல்ல வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு இதெல்லாம் வந்து மேஷர் லக்கணக்காரங்களுக்கு கண்டிப்பா வந்து அமையும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிரகங்கள் அமைப்பு இருக்கு அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன லக்கணம்ன்றதை நீங்க இதை வச்சு பேஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை சப்போஸ் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவென் எனர்ஜி ஹிலிங் தரப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்